ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்டர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெண்டி சாஃப்சல் சாரீஸ் உடைய கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சரியாக நம்ம பார்த்துடலாம் ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் நிறைய வந்து வெரைட்டிஸ் கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு உங்கள்கிட்டருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் வருது விஷஸ்ஸும் நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க ஸோ அதுதான் வந்து எங்களை பூஸ்ட் பண்ணுது டெய்லி டெய்லியும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வரணும் நிறையா கலர் காம்பினேஷன்ஸ் வரணும் வர்ணாங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வர்ணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு வருதுங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சாரீ பாடி ரானிப்பிங் பலூன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாகவுமே இந்த டிசைன் இருக்கும் இதில் ஒரு ரோ, அதாவது mango pattern வருது கோல்டு சரி அண்ட் சின்னதாக ஒரு pattern வருது இல்லைங்களா ஸோ அது வந்து silver சரிங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஓன்லி ஆறாயிரம் ரூபாய் மட்டுமேங்க இது வந்து ஸாரி ஃபுல்லாகவுமே அந்த டிசைன் இருக்கிறதுனால இந்த price same patternல, next சாரிங்க எல்லாமே fresh சாரிங்க So fresh சாரி அப்படிங்கும் போது லிட்டில் ஸ்டிஃபா தாங்க இருக்கும் கை கைத்தறி புடவைங்க இது எல்லாமே அண்ட் பியூர் சில்க் சாரிங்க ஸோ பட்டு சாரி அப்படிங்கறதும் silk சாரி அப்படிங்கிறது ஒன்று தாங்க பட்டு அப்படிங்கிறது தமிழில் நம்ம சொல்கிறோம் சில்க் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறோம் பட் ஆனால் காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கும் இங்க இந்த சிறுமுகை மேடு பட்டு சாரிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க வீவிங் மெத்தடில் டிஃப்ரென்ஸ் இருக்கு அண்ட் த்ரெட்லேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க த்ரீ பிளை சிக்ஸ் பிளை இருக்குங்க ஒர்க்லேயும் பார்த்தது பாடி நேவி ப்ளூ கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாங்க அதாவது எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பாடி ராமர் க்ரீன் பழுவன் ராணி பிங்க் கலருங்க ஸோ இதுலேயுமே சேம் பேட்டர்னில் தான் பார்த்துட்ருக்கோம் மேங்கோ டிசைன் வர்றது கோல்டு சரி அண்ட் பக்கத்தில் வரக்கூடிய சின்ன டிசைன்ஸ் வந்து சில்வர் சரிங்க ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ் சரி அப்படிங்கிறதுனால லிட்டில் ஸ்டிஃபாக இருக்குங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்க ஜரி வந்து டெஸ்ட் ஜரி தான் மேங்கோ மேங்கோ பேட்டர்ன் வர்றது சில்வர் ஜரியாகவும் சின்ன small டிசைன்ஸ் வர்றது gold ஜரியாவும் இருக்குங்க பாடி டபுள் ஷேப் கலர் ப்ளூ கலர் பல்லுவன் ப்ளவு ராணி பிங்க்குங்க டசஸ் எதுலேயும் போடலைங்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயராக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒன் டே எடுத்துக்கும் போட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணுறோங்க எங்ககிட்ட நீங்கள் சிங்கிள் சேரீ கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நாங்கள் கொரியர் பண்ணுவோங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ண முடியும் இதே ப்ரீ பேமெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உடங்க ரெண்டு கலர் சேரீமே இதுக்கு முன்னாடி பார்த்தது இது ரெண்டுமே ஒரே கலர் காம்பினேஷன் தாங்க பாடி அண்ட் பல்லு ஒரே கலர் காம்பினேஷன் தான் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரியில் மாங்காய் புட்டா வந்து சில்வர் ஜரில இருக்கும் மற்றது கோல்டு ஜரீயில் இருக்கும் இது அப்படியே ஆல்டர்னேட்டிவ் மாங்காய் புட்டா கோல்டு சரி அண்ட் சின்ன சின்ன புட்டா வருது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ரூபா புட்டா வந்து சில்வர் ஜரிங்க அதுதான் டிஃப்ரென்ஸ் இது வந்து டபுள் ஷேடுங்க ப்ளூ அண்டு கிரீன் காம்பினேஷனில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் டிஷ்யூ பார்டரில் பார்த்தோம் இது கொஞ்சம் பார்டர்லெஸ்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் இதுமே வந்து பாடி ஃபுல்லாகவே டிசைன் வர மாதிரி இருக்குங்க இப்போ பார்க்குறது பல்லு எல்லோ கலரில் இருக்குங்க கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும் பல்லுவன் ப்ளோஸ் golden yellow, பாடி violet கலருங்க டபுள் டபுள் டோனில் இருக்கும் இதுல ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு ஜரிங்க சில்வர் ஜரி வர்றது ஒரு டிசைன் இருக்கும் கோல்டு சரி வர்றது ஒரு டிசைன்ல இருக்கும் இப்ப பாக்கிறீங்க இதுல உள் சுற்றுல மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு வந்து டிசைன் வராதுங்க நீங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி பிக்சர் அனுப்பி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவேங்க சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே வேறு யாராவது அந்த சாரி கேட்டிருந்தா அவங்களுக்கு தான் புக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்கறது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பலு ராயல் ப்ளூ பாடி ப்ளூ கலருங்க டபுள் டோனில் இருக்கும் ப்ளவுஸ் பேக் சைட் பார்க்குறீங்க இந்த டிசைன் வந்து பாடி ஃபுல்லாக வருதுங்க சோ அதனால தான் இந்த ப்ரைஸ் 6000 தௌசண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே அஃபோர்டபிள் ப்ரைஸ் தாங்க இது நெக்ஸ்ட்டு சாரி சேம் பேட்டர்லங்க இது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து same எல்லோங்க golden yellow color பாடி டபுள் டோனில் இருக்குங்க அதாவது ப்ளூயிஷ் க்ரீன் ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இதுங்க ப்ளவுஸுங்க இது ப்ளைனாக இருக்கும் கான்ட்ராஸ்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது எல்லாமே லைட் weight சாரீங்க சாரி தினாதா இருக்கும் பட் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சேரீங்க நெக்ஸ்ட் பேட்டர்ல பார்த்துலாம் இந்த லீஃப் டிசைன் வந்து லாஸ்ட் டைமே நம்ம போட்டிருந்தோம் 240 ஃபார்ட்டி ஹுக்ஸ் இதில் போட்டிருந்தோம் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதில் இப்போ தறியிலேருந்து வந்த சில சாரீஸ் மட்டும் நாம இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம் பல்லு பார்க்குறீங்க பல்லு வந்து டபுள் ஷேடு பிங்கிஷ் ஆரஞ்சு பாடி நேவி ப்ளூ அதில் வரக்கூடிய அந்த லீஃப் டிசைன் ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டுங்க உளி்சத்துக்கு மட்டும் எப்பவுமே புட்டாஸ் வந்து வராதுங்க நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஸோ ரெட் கலருக்கு எப்போவுமே ஒரு டிமாண்டு தாங்க ரெட் கலரில் மட்டும் எந்த ஒரு சாரியுமே வந்து ஸ்டாக் ஆகிறதே கிடையாது ரொம்ப டிமாண்டாக போயிடுச்சுக்கூடிய கலர் இது பாடி ரெட் கலர் புட்டாஸ் ஒரு ரோ சில்வர் ஜெரி ஒரு ரோ கோல்டு சரி பளுவன் பிளவுஸ் ராமர் க்ரீனுங்க உள்ள நமக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்க சாரி book பண்ணும் போதே பே பண்ணா மட்டுமே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க நீங்க சாரியுடைய அமௌண்ட் மட்டுமே கேஷா கொடுத்தா போதுங்க இப்போ பார்க்குற சாரி பாடி beige color இதில் ஒரு ரோ silver ஜரி ஒரு ரோ gold சரியில் புட்டா வருங்க பளு அண்ட் பிளவுஸ் ப்ளூஇஷ் கிரீனுங்க ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன்ல இருக்கக்கூடியதுங்க இதுலையுமே பாருங்க அந்த புட்டா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கோம் நம்ம வந்து இது பின்னாடி திருப்பி போட்டுடலாம் எல்லா சேரீமே உங்களுக்கு கட்டியாச்சுங்க இப்போ ஓவராலாக நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஒவ்வொரு சேரீ கூடையும் சில்க் மார்க் டேக் கட்டாயம் வந்துடுங்க இது எல்லாமே பியூர் சில்க் சாரீ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் வரும்போது நீங்கள் உடனே புக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்